வணக்கம் மக்களே இது உங்கள் அறிந்ததில் அறியாதது ராவணன் ஹீரோவா வில்லனா வாங்க பார்க்கலாம் இராவணனின் மறைக்கப்பட்ட வரலாற்றை பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் சீதை ராவணனின் மகள் என்பது அதுவும் மூத்த மகள் என்பது ஆம் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த முதல் தான் இந்த சீதை ஜோதிடக் கலையில் கை தேர்ந்த தனக்கு பிறக்க இருப்பது பெண் குழந்தை என்பதையும் அவள் பிறந்தால் தன் குளம் அழியும் என்பதையும் அவர் முன்கூட்டியே கணித்தார் இதை பல ஜோதிட வல்லுநர்களிடம் பேசி ஆலோசித்து உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு முடிவும் எடுக்கிறார் அதுதான் பிறக்கவிருக்கும் குழந்தையை அளிப்பதென்று இதற்கு மனம் பிறந்த குழந்தையை தன் விசுவாசியிடம் கொடுத்து ஒரு பெட்டகத்துக்குள் போட்டு எங்காவது தூர தேசத்தில் விட்டுவிட்டு வரச் அவனும் குழந்தையை மிதுளையில் ஒரு இடத்தில் புதைத்து விட்டு வருகிறான் அது ஒரு விவசாய நிலமாயிருந்தது மறுநாள் ஏரோட்டும் திருவிழா இதில் கலந்து கொள்ளும் மிதுளை மன்னன் ஜனகர் நிலத்தில் ஏரோட்டும் பொழுது புதைந்திருந்த பெட்டியை கண்டெடுக்கிறார் அதிலிருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியமடைந்த மன்னர் அக்குழந்தையின் அழகில் மயங்கி விடுகிறான் குழந்தை பெயர் இல்லாததால் மன்னன் குழந்தையை தன் குழந்தையாக வளர்க்க முடிவெடுக்கிறான் பூமிக்குள் இருந்து கிடைத்ததால் அக்குழந்தைக்கு செய்தி என்று பெயர் எழுகிறான் செய்தை வளர்ந்த விதமும் இராமனை மனம் முடித்த செய்தியும் இராவணனுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது ராமன் தன் சிற்றண்ணையின் வரத்தினால் வனவாசம் சென்றதும் கூடவே தன் மகள் சீதையையும் அழைத்துச் கஷ்டப்படுவதையும் அறிந்த இராவணனால் அதனை பொறுக்க முடியவில்லை ஆதலால் இவர்களை இலங்கைக்கு அழித்து வர எண்ணி பலதும் செய்தான் இராவணன் ஆயினும் எதுவும் பயனளிக்கவில்லை இறுதியில் இராவணனை நேரடியாகச் சென்று தன் மகளை இலங்கைக்கு அழைத்து வந்து சகல வசதிகளுடன் மற்றும் பணிப்பெண்களுடன் அசோகவனத்தில் வைத்து பார்த்து கொண்டான் பலரும் இராவணனை இழித்து பேசத் தொடங்கினர் இதையே இராமனும் செய்தான் அது மட்டுமின்றி போரும் தொடுத்து இலங்கையை அழிக்க எண்ணினான் இதனை அறிந்த போரில் தன் மகள் விதவையாக கூடாது என்று எண்ணி தன் மருமகனின் கையால் வதைக்கப்பட்டான் இறக்கும் தருவாகிலும் கூட இலக்குவணனுக்கு தான் கற்றடைந்த யாவற்றையும் குருவாக இருந்து உபதேசித்த மாவீரன் லங்காதிபதி இராவணேஸ்வரன் உயிர் துறந்தார்